ஒளைவே அவங்களுடைய ஒரு வரலாற்று சிறப்பினை பற்றி சொல்லலாம் என்பதாக ஆரம்பிக்க இருக்கின்றோம் அவர்களுடைய தாயார் பிவி மரியாத் அவர்களுடைய ஒரு சிறப்பையும் அவர்கள் முடிக்கலாம் என்பதாக நாங்கள் ஆரம்ப செய்கின்றோம் அருமை பெரியவர்களும் தோழர்களும் தாய்மார்களும் இருந்து சிறப்பாக கேட்டு செல்லுமாறு உங்களை வேண்டிக் கொண்டு நாங்கள் தோங்குகின்றோம் அவர்கள் வாத்து வந்தார்கள்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 அப்படி வாழ்ந்து வரப்பட்ட அந்தரான் என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவர்களும் இரண்டு பேர்களும் அந்த பைத்து பட்டணத்தில் தானே ரொம்ப சிறப்பான முறையில் தானே இருந்து வாழ்ந்து வயது மோதி பெரியவர்கள் அதாவது பீவியம் அவருடைய கணவராகிய இம்ரான் என்று சொல்லக்கூடிய இரண்டு பேர்களும் நபி யூசுப் சப்தத்தில் நின்று வந்தவர்களாக இருக்கும் அப்படி வந்த அந்த இரண்டு பேர்களுக்கும்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 அவங்களுடைய மனதில் நினைக்கின்றார் அதை அறிதேடி கொண்டு வந்து தன்னுடைய குஞ்சிக்கு கொடுத்து அது மகிழ்ச்சி விடுகிறது சந்தோஷப்படுகிறது அதே நேரத்தில் நமக்கும் இவ்வளவு வயதாகிவிட்டது நமக்கு இது போன்ற ஒரு குழந்தை இருந்தால் உணூட்டி நல்ல முறையில் வளர்ப்போமே அதற்கு நம்மளுக்கு என்பதாகத்தான் வேதனைப்பட்டவர்களாக இருக்கும் போது அவ்வாவு லஷானுடைய கிருபியை கொண்டு அவர்களுக்கு நன்மாராயம் கூறப்படுகின்றது இம்ரானுக்கு தொண்ணூறு வயசு அந்த அம்மாவுக்கு எது வயசு அப்படி இருக்கும் போது ஒரு குழந்தை இந்த பைத்துல் முகத்தீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பள்ளி மாசலுக்கு நான் ஹகுமத்து செய்யக்கூடிய அந்த பிள்ளையை நான் தன் பள்ளிக்காக வழங்கி விடுகின்றேன் அந்த ஜென்னத்தம்மா அப்படி ஒரு பிள்ளை பிறந்த அந்த பிள்ளையை நான் பயத்து பழி மாசலுக்கு நான் சாத்தியமாக கொடுத்து விடுகிறேன் விட்டு விடுகிறேன் என்பதாக ஒரே எண்ணமாக குதித்தவர்கள் மேல ஆகிய இம்ரானும் ரெண்டு பேர்களுடைய வீட்டில் தான் இருக்கும் போது அல்லாஜர் ஆண்டும் வலுப்பத்தை கொண்டு அந்த ஜென்னத் அம்மாவுடைய வயதில் அந்த இரவு அமல் தரிபாடாகிவிட்டது நமக்கு ஆண்டவன் ஒரு குழந்தையை நம்முடைய வயிற்றிலே கருமாக்கி வைத்தான் என்று அவர்கள் தான் இவனை போற்றி போனவர்களாக இருக்கும் போது இப்படியாகத்தான் உலகத்தினுடைய ஒப்பந்தப்படி அவர்களுக்கு ஒன்பது மாதம் நிறைவாகிறது பத்தாவது மாதம்தான் இவர்கள் பூர்த்தியானதும் அந்த ஜென்னத்து பீவியாக கூடியவர்கள் எப்பேற்பட்ட ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றார்களையா நாலு அழகான பெண் குழந்தை பெற்று எடுத்தார்கள் அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தி அந்த குழந்தைக்கு எப்பேர் கொத்த ஒரு பெயர் நாமத்து வைக்கின்றார்களையான மரியம் என்று பெருமகிடுமார் பெண்ழந்தையை பெற்றதும் அந்த தாய் சொல்லுகின்ற ஆண்டவனே அதாவது செய்யக்கூடிய பிள்ளையாக நான் விடுவேன் என்பதாக நீய்த்து வச்சிருந்தேன் ஆனால் அதே நேரத்தில் பெண் குழந்தை பிறந்துவிட்டத பள்ளிவாசலுக்கு செய்வதற்கு பொருந்து பொருந்தாதே ஆனாலும் நாம் நியத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதாக பேர் வைத்தார்கள் அப்படி பெற்று அந்த குழந்தைக்கு அடத்துல துவா செஞ்சாங்க என்னுடைய பிள்ளைக்கு ஏற்பட கூடாது முடிந்து பிள்ளையை தான் நல்ல விதமாக சுருமாயிட்டு நல்ல குப்பாயங்களை தானே போட்டு அங்க எண்ணிய நேர்ச்சிப்படி பிள்ளையை பிள்ளையைத்தானே கையில எடுத்துக்கொண்டு பயத்துள் முக்கத்தி சென்ற பள்ளிக்கு வந்தாங்க அப்பொழுது பயத்துள் முக்கத்தி பள்ளி மாசல்ல நபிமார்குடைய வம்சத்தில் நின்று வந்தவர்கள் அந்த பள்ளிக்கு தொண்ணூறு பேர்கள் அதாவது இருக்கின்றார்கள் அதிலே எல்லாத்துக்கும் பெரியவர்களாக அதாவது நேற்றையாக குழந்தையை கொடுத்தவுடனே அந்த குழந்தை யார் வாங்குகின்றார்களையான வாங்கிடுவார் குழந்தை அழகான முறையிலே வச்சிகரமான முறையிலே குழந்தை இருக்கிறதை கண்ட சக்கரியாத் மனதில் என்ன நினைத்தார்களே ஆனால் இந்த குழந்தையை நாம் வளர்க்க வேண்டும் என்பதாக அவங்களுடைய மனதிலே நீங்க தோந்துவிட்டது இதை பார்த்த மட்டுள்ள ஒரு தொண்ணூறு பேரும் கேட்கல அப்ப யாருக்கு அந்த முடியும் வளர்க்கிறது வேணும் அப்ப அந்த தொண்ணூறு பேர் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க என்ன செய்வோம் அதாவது கொண்டு போய் அந்த போட்டி ஒன்பது பேர்களுடைய களமும் தண்ணியில மூங்கி போச்சு எண்பத்தி ஒன்பது பேர்களுடைய போச்சு அதே நேரத்தில் இதை கண்ட மற்றவர்கள் எல்லாம் சொன்ன ஒப்புதலின்படி அந்த கட்சியிடம் குழந்தையை தானே நபி சக்கரியாலே சுனாத்மசலாம் கூடிய கையில கொடுத்தார்கள் கொடுத்த உடனே அவர்கள்தானே குழந்தை எடுத்துக்கொண்டு செங்கிடுவான் நபி தன்னுடைய அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு அவசரமாக வீட்டுக்கு சென்றார்கள் அதிலையும் குறிப்பாக சொல்லப்படுகின்றது நபி சக்கரியால் இசுனாத் அவங்களுடைய மனைவியும் அந்த ஜன்னத்தம்மாவும் அந்த ஜன்னத்தை அதாவது மரியத்தினுடைய தாயாரும் கூட பிறந்த சகோதரி என்பதாக குறிப்பிடப்படுகின்றது ஆகியனால் குழந்தையை கொண்டு போய் அவங்களிடத்துல கொடுத்ததும் குழந்தையை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக அவர்களும் அவங்களுடைய மனைவியார் அவர்களும் இரண்டு பேருந்தான் எந்த குழந்தையை எந்த முறையிலே வளர்ந்து வருகின்றார்களே ஆனால் கண்ணோயுமே போன்று வளர்த்து மாறார்கள் போன்று வளர்த்து வந்தார்கள் வளர்த்து வந்தார் நபி லக்கனியாத்தனார் குஸ்தலான் அவர்களும் மனைவியார் ரொம்ப கண்ணும் கருத்துமாக ரொம்ப உருத்தான முறையில் அந்த குழந்தையை தான் முறையில் வளர்த்து வருகிறார்கள் அப்படி வளர்த்து வர வேண்டிய நேரத்தில் பிபி மரியாதை அத்தவன் அவர்களுக்கு உள்ளத்தில் அஞ்சாவது வயதிலேயே அவர்கள் அதுபோன்று அந்தமத்துக்களை செய்வது இந்த முறையிலே அவர்கள் இந்த முறையில் தான் எப்பள்ளி மாசி செய்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு ஏழு வயது நிரப்பமாகின்றது யாருக்கும் பிவி மரியாதை ஏழு வயது நிரப்பமாது பார்த்தார்கள் நம்முடைய குழந்தை தான வயது அவர்களுக்கு வயதும் வளர்கின்றது குழந்தையும் வளர்ந்து வருகின்றது அவர்கள் வயது வரக்கூடிய பருவம் வந்துவிட்டது என்பதாக நினைத்தா அவர்கள் தனியாக இருந்து வணங்குவதற்கும் தனியாக இருப்பதற்கு ஒரு தகுந்த ஒரு மாளிகை கட்ட வேண்டும் என்று நபி சக்கரியா அலி சுனாத் முகத்தீஸ் பள்ளிவாசலுக்கு முன்பதாக நல்ல உயரமான முறையில் தானே அழகான மாளிகையை பகான் அல்ல பிவி மரியம்பரீச நாத்வசன அவங்க ஏழு வயது பிள்ளையாக இருக்கும்போது அவங்களுக்கு தனியான ஒரு மாளிகை கட்டப்பட்டதான் கெட்டது அப்படி கேட்டிய அந்த மாளிகையில் பிவி மரியம் அலை சுனாத்து அவர்களை தான் அங்கே கொண்டு போய் வைத்து அவர்களை பாதுகாத்துத்தான் அப்படி வளர்த்து வரவேண்டி காலத்தில் பீவி மரியத்தை போல் உண்டான பிள்ளைகள் அவங்களுடைய வயதுக்குப்பான பிள்ளைகள் சென்று அந்த பீவி மரியத்தை தான் எப்போடுவார்கள் அம்மா அதாவது குளிர்காலம் அதாவது ரொம்ப நல்ல ஒரு சுக்கங்கள் நிறைந்த ஒரு நேரம் ஆகையினால நாமளும் அது அந்த உல்லாசமான முறையிலே சென்று அந்த விளையாட்டுக்களை நாமளும் விளையாடி வருவோம் என்று அந்த குழந்தைகள் கூப்பிடக்கூடிய நேரத்தில் பி மரியாத இருக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்லுகின்றார்களே ஆனால் தோழிகளே விளையாட வாருங்கள் என்பதாக என்னை அழைக்கின்றீர்கள் ஆனால் இந்த உலகத்தின் கண்ணில் நாம் விளையாட்டுக்காக ஆண்டவன் நம்மளை படைக்கவில்லை விளையாடுவதற்காக நம்மளை ஆண்டவன் இந்த உலகத்தில் அனுப்பவில்லை நம்மளை எதற்காக ஆண்டு வைத்து இருக்கின்றன ஆனால் அதாவது ஆண்டவனை நாம் வணங்குவதற்கும் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கும் உடை வேணும் நல்ல உணவு வேணும் நல்ல விதமா ஆபரணங்கள் அணிய வேண்டும் என்பதாக நான் நினைக்கவில்லை ஆகையினால் என்னுடைய மனதில் இருக்கின்ற ஒரு அந்த ஆண்டவனுடைய பொருத்த வேண்டும் அவனுடைய ஒரு அன்பு வேண்டும் அவனுடைய ஒரு அருள் வேண்டும் அதற்காக வேண்டி நான் அல்லும் பகரும் நிலை தொழுதுமாறேன் அதாவது நாம் விளையாடுவதற்காக உலகத்தில் படைக்கப்படவில்லை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நாமளுக்கு எப்படி வேண்டும் தெரியுமா அதாவது நாம் மரணித்த உடனே நம்மளை கொண்டு போய் அடக்கப்படுகின்ற அந்த கபில் நம்மளுடைய கேள்வி கணக்கு ரேசாகி அதுல நாமத்து பருவமையான அதுதான் நாமளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அதுதான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா நாளை தியாமத்துடைய நாளையில எல்லார எழு கேள்வி கேட்டு அதன் பின்பதாக அவரவர்களுடைய கூலிக்கு தகுந்தவாறு கூலி கொடுக்கப்படுகின்றது நன்மை சொர்க்கமும் உலகத்தில் எதுவுமே அந்த மரிய அந்த பெண்மணிகளுக்கு நல்ல அறிவுரைகளை கூறினார் சிறுபிள்ளையாக இருக்கும் போதே அல்ல அவங்களுடைய கல்விலை பெரிய ஒரு அல்லாவுடைய நல்ல பயத்தையும் ஒழுக்கத்தையும் அவங்களுடைய உள்ளத்தில் அல்லா கற்பித்து வைத்தானா இப்படியாக பி மரிய அந்த மாளிகையில் தான் தன்னன் தனியாகத்தான் இருந்து அல்லும் இரவும் பகலும் இப்படைய ஈடுபாடாக இருப்பார்கள் இப்படி இருக்கின்ற நாளில் அவர்களுக்கு அந்த வயது வந்துவிட்டது அவர்களுக்கு வயது பருவம் வந்துவிட்டது அவர்களுக்கு தெரிந்தது தெரிந்த உடனே அவங்க பள்ளிவாசுமத்தி செய்வதற்கு முடியுமா முடியாது அதாவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சொல்லக்கூடிய அதனுடைய ஒரு காரணத்தை கொண்டு அவங்க பள்ளிவாசலில் செல்லவோ பள்ளி வாசலுக்குள் போகவோ அவங்கள் அனுமதி கிடையாது அதனால அந்த பள்ளிவாசலுக்கு அவங்க சுதுமதி செய்ய முடியாதவர்களாக ஆகிவிட்டார்கள் ஆகவே உடனே நபி அலி சனாத்து வசலாம் அவர்களை அணைத்து கொண்டு போய் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய அரண்மனையில் தானே கொண்டு போய் சேர்த்ததும் அதே நேரத்தில் நபி சக்கரியா அலை சனாத் வசனத்துடைய தாயாருக்கு தெரியப்படுத்தினார்கள் மரியத்துடைய தாயார் ஜன்னத்து பிவி அவர்களும் தானே வந்து இருக்கின்ற அந்த முழு காரியங்களுக்கு என்ன உண்டுமோ அதையெல்லாம் தானே பார்த்தவர்களாக மகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்தவர்களாக தன்னுடைய மகளைத்தானே ரொம்ப சிறப்பான முறையிலே பாதுகாத்து வந்திருவார் ஜன்னதி தன்னுடைய மகள் வயதுக்கு வந்துவிட்டார்கள் என்று குளிப்பு அப்புறமாக ஒரு பெரிய ஆறு ஒன்று ஓடுகின்றது அந்த ஆற்றில் ஆண்கள் குளிப்பதற்குரிய இடமும் பெண்கள் என்பதாக அந்தமாக ஓடக்கூடிய ஆற்றுக்குள்ள பொறுமை உள்ள மரிய மரியாத் அவர்களை அவங்களுடைய தாயார் அழைத்துக் கொண்டு அந்த பாபில் என்று சொல்லக்கூடிய ஆற்றில கொண்டு போய் மற்றவர்கள் மற்றவர்கள் யாரும் பார்க்க முடியாத நிலையில் தான் அவர்கள்தான் வெட்கப்படுகின்றார்கள் அதே நேரத்தில் அல்லா ஜன் பெண்களை தான் அனுப்பி பீவி மரியத்துக்கு நீங்கள் பாதுகாப்பாக சென்று மறைவாக நின்று அவர்கள் குளித்து முழுகி ஸ்நானம் செய்து போகும் நீங்கள் பாதுகாப்பாக நின்றுவாருங்கள் என்று அல்லாவற்ற கொடுக்கின்றார் அதன்படி மாணவர்களுடைய பெண்கள் எல்லாம் தான் வந்து இறங்கி சப்பு சப்பாக அணியணியாகத்தான் சொல் புத்துறைகளைத்தான் கொண்டு வந்து கட்டி ரொம்ப மறைவான முறையில் தான் அவர்கள் அந்த ஆற்றில்தான் அவர்களுடைய முழுக்க முழு முறையில் தானே அவர்கள் குளித்து முழுகி ஸ்நானங்கள் செய்து தன் உடலும் உள்ள ஆட்டாங்க அவர்கள் வெளியாகி அவங்களுடைய தாயார் மரியம் பீரியும் அழைத்துக் கொண்டு அழகுள்ள மகளாரையும் அழைத்து நிலைமை ஏற்படுகின்ற அழகான தோற்றத்தோடு அழகான சூரத்தோடு பார்ப்பதற்கு ரொம்ப அழகு ஒழிவாக தெளிவாகத்தானே அவர்கள் நல்லுடைகளை தானே உழித்து ரொம்ப நல்ல அழகிய தோற்றத்தோடு பிவி மரியாத்ம சொல்லாம் அவர் உடைய முன்பதாக வருகின்ற காட்டியை தாம் கண்டிவார்கள் அழகான தோற்றத்தோடு நல்லுடைகளை தானே உடுத்தி பிவி மரியா துலாம் அவங்களுடைய முன்பதாக அடுத்து வருகின்றார்கள் ஆடவரை அவங்களுடைய மனதிலே திடுப்பு பயந்து அவர்கள் அல்லாவை கொண்டு காவல் பாடு தேடுகின்ற வரக்கூடியவர்களே என்னுடைய பக்கத்தில் நீங்கள் நெருங்காதீர்கள் நான் ரொம்ப பரிசுத்தன்மையோடு சுத்தமாக இருக்கின்றேன் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய பக்கம் நெருங்காதீர்கள் என்று பி வி மரியம் அலேசலா துவசலா அவர்களை பார்த்து சொன்னார்கள் சொன்னவுடனே ஜிப்ரை அலேசலா துவசலாம் சொல்லுகின்றார்கள் மரியமே பயப்படாதீர்கள் நீ நினைக்கக்கூடிய நினைப்பது போன்று உள்ள ஒரு ஆடவர் அல்ல நான் ஆள் அல்ல நான் ஆனால் நான் அல்லாவுடைய உத்தரவு கொண்டு வந்த ஒருக்கும் என்று அல்லாவுடைய உத்தரவு கொண்டு அல்லாவுடைய ஏவல் கொண்டு நீங்கள் வருவீர்களே ஆனால் என்னுடைய பக்கத்திலே வாருங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் என்னுடைய பக்கத்திலே நெருங்காதீர்கள் என்று பிவி மரியம் மீண்டும் சொன்னார்கள் ஆனா ஏன் பிவி மரியம்மா சொன்னார்கள் அதாவது இருந்தான் அவன் கோபக்காரன் ஒரு தோற்றமுடையவன் அது மட்டுமல்ல அஞ்சாதவன் கொலை செய்யக்கூடியவன் களவு செய்யக்கூடியவன் பெண்களுடைய காரியத்தில் ரொம்ப பெயர் கொள்ளைத்தில் இருந்தான் அவன் தான் வருகிறானோ என்று அஞ்சு பயந்தவர்களாக அவர்களை பார்த்து சொன்னார்கள் நெருங்காதீர்கள் அவ்வாவுடைய உத்தரவு என்று கேட்கும் போது ஜிபரை சொல்லுகின்றார்களோ பிவி மரிய உங்களுடைய வயற்றிலே பரிசுத்தமான முறையிலே ஒரு ரூகை கொண்டு ஒரு குழந்தையை அவ்வா உங்களுடைய வயசிலே உருவாக்க போகின்றான்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 எப்படி நான் குழந்தையை பெற முடியும் என்று சொல்லும் போது இந்த உலக மக்களுக்கு அட்டாட்சியாக அல்லாஹ் ஜல்லஷான உத்தால ஆண்டவன் தந்தை இல்லாதபடி ஒரு குழந்தையை ஜெனிக்க போய் ஜனிக்க வைக்க ஆண்டவனால் முடியும் என்று அவனுடைய வல்லமையை காட்டுவதற்காக வேண்டி உங்களுடைய வயிற்றிலே ஆண்டவன் குழந்தையை உருவாக்கப் போகின்றான் என்பதாக சொன்னார்கள் அல்லா ஜெல்ல ஆண்டவன் வயிற்றில் நாம் தகப்பல் இல்லாதபடி அவங்களுடைய வயிற்றிலே குழந்தையை உருவாக்கி இந்த உலகத்திலே பிறக்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அந்த தகுதியும் அந்த மிகுதியும் அதனுடைய வல்லமையும் எனக்கு உண்டு உலக மக்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லா ஜென ஆண்டவன் செய்தான் அதுபோன்று வயசில் ஒரு குழந்தை அல்லாவு வாழ்க்கை அல்வாவுடைய ஒரு நாட்டம் அதுவே ஆனால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னதும் அவங்களுடைய தொண்டை குழியன் வழியாக அந்த பரிசுத்தமான வயிற்றுக்குள் அவர்கள் சிறப்பு குறைந்த அல்லாவுடைய தொண்டையின் வழியாக அவர்கள் அந்த பின்பு மரியாது அவர்களை அழைத்துக் கொண்டு தாயாக கூடிய அவர்களுக்காக அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த மாளிகையில்தானே கொண்டு போய் அவர்களை தானே வைத்துவிட்டு அவர்களுடைய அந்த மாளிகையில் தானே அவர்கள் ஆண்டவனை புகழ்ந்தவர்களாக ஆண்டவனை வணங்கியவர்களாக இருக்கும் போது வயதிலே உருவாகி கொண்டு வருகின்றது வாழ்ந்து கொண்டு வருகின்றது ஆனால் நபி சக்கரிய அவங்க மட்டும்தான் அங்க போக முடியும் மட்டும்தான் அவங்களை போய் பார்க்க முடியும் வேற யாரும் பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது நபித்து போய் பார்க்கும் போது அங்க எப்படி உள்ள காட்சியை காணுகின்றார்களே ஆனால் இருக்கின்றது ஆனா பலவிதமாவுடைய கனிவருக்கங்கள் என்று சொன்னால் கோடை காலத்தில் உள்ள பல வருக்கங்கள் குளிர்காலத்தில் இருக்கின்றது குளிர்காலத்தில் கிடைக்க வேண்டிய கனிவருக்கங்கள் கோடை காலத்தில் எப்படி உங்களுக்கு கிடைக்கிறது இது எப்படி நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள் யார் கொண்டு வந்து தருகிறார்கள் என்று சொல்லும் போது மரியசலாத் சொன்னார்கள் மாவா அல்லாவுடைய நபி அவர்களே அல்லா ஜல் அறுபத்தி நாலு ஆண்டு புறத்தில் நின்றும் எனக்கு என்ன என்ன தேவையோ இறங்கப்படுகின்றது இது அவ்வாவுடைய உண்மையிலே இந்த பிள்ளை ரொம்ப அல்லாவுடைய அருளை பெற்றவர்கள் தெய்வீகத்தன்மை பெற்றவர்கள் இறைவனுக்கும் அவர்களுக்கும் நெருங்கிய அவர்களுடைய ஒரு தன்மை அமைந்திருக்கின்றது என்பதாக நான் பிசக்கரியாலை மனதில் தானே சந்தோஷம் கொண்டிருவோம் அவர்கள் சொல்லிடுவார் அவங்களும் அமல் உண்டாகி விட்டார்கள் அந்த அமலுடைய தன்மை வெளியில யாருக்கும் தெரியாது தெரியாது இந்த நிலையில் இருக்கும்போது பி வி மரியாத்து இதை அறிந்து அந்த மக்கள் மத்தியில் தான் போய் என்ன ஒரு அவதூறை சொல்லுகின்றானே ஆனால் அதாவது நாட்டு மக்களே கேட்டீர்களா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 வளர்ப்புக்குள்ளரிசுத்தமானவர்கள் மரியம் பீவி அவங்களுடைய வயசில் எப்படி குழந்த சரிபாடாச்சு என்பதாகத்தான் நினைத்து அந்த ஜனங்கள் எல்லாம் தான் இதை பார்க்க வேண்டும் என்பதாக பெண்களைத்தான் அழைத்து கொண்டு வந்து நபி சக்கரியா அலித்துலாம் அவர்களுமாக பீவி மரியம் இருக்கக்கூடிய இடத்திற்கு தான் வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அது போன்று பீரி மரியாத் அமலாயிருக்கதை கண்டி மரிய பார்த்தித்துவ உள்ளே என்பதால் அம்மா மகளே மரிய ஒரு பெரிய இருக்கின்றது எந்த ஒரு காரியம் நடந்தது எப்படி இந்த குழந்தை உங்களுடைய வயத்தில் உருவாச்சு இந்த பிள்ளைக்கு தந்தை யாரு தகப்பன் யாரு நடந்ததோரு உண்மையான சொல்ல வேண்டும் உடனே அவர்கள் தான் அழைத்துக் கொண்டு போய் தன்னுடைய அவங்களுடைய தாயார் ஆகிய ஜெனத்தம் வீட்டில் தானே கொண்டு போய் வைத்தார்கள் புதுமையாக இருக்கின்றது நீங்கள் எப்படி அம்மா அமல் தரித்தீர்கள் உங்களுடைய வேற்றிலே இந்த குழந்தை எப்படி உருவானது இந்த பிள்ளைக்கு தாய தகப்பன் யாரா என்று கேட்டான் இந்த குழந்தை எப்படி உருவானது பிள்ளைக்கு தாய தகப்பன் யார் என்று கேட்டான் போது அல்லா ஜெல்ல ஆண்டவன் பாபா ஆலத்தை எப்படி படைத்தானோ அதே போன்று இன்னும் ஆலத்துடைய ஒரு விழா இருப்பில் அன்னை ஹவ்வா அம்மாவை எப்படி அல்லா வெளியாக்கினானோ அது போன்றும் என்னுடைய வயசிலே இந்த அமல் உருவாகி இருக்கிறது என்று சொன்னாங்க அப்படி இருக்கும்போது அந்த தாய் தான் தன்னுடைய மகளை பார்த்து கேட்கின்ற பெரிய செய்து விட்டார் அருமை மகளே நீ எவ்வளவு கண்ணியாகி இருந்தாலும் கட்டுப்பாடாக இருந்தாலும் ஒரு ஆணோடு பெண் சேர்ந்தால்தான் நீங்கள் தனியாக இருக்கக்கூடிய பெண் நீங்கள் எப்படி நீங்கள் குழந்தையை உங்களுடைய வயிறில் உருவாக முடியும் ஒரு ஆணோடு பெண் சேர்ந்தால் அந்த பெண்மணியை கருத்தரிப்பார்கள் ஜனிப்பார்கள் அந்த ஊசியினுடைய துவாரத்துக்குள் எப்படி நூல் புகுந்தால் அது இணைகின்றதோ அதுபோன்று ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால் தான் அவங்களுடைய வயிற்றிலே அமல் உருவாகும் ஆகையினால் அருமை மகளே மரியமே நீங்கள் ஏதோ தவறு செய்து விட்டீர்கள் என்பதாக தான் ஜன்னத்தின் சொல்லக்கூடிய மரியத்துடைய தாயார் தண்ணீர் இட்டுவார்கள் மகளை பார்த்து பூலம்பிடுவார்கள்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 உலகத்தில் உள்ள மக்கள் பேசுவாங்களாத்தானே தன்னன் தனியாக இருந்து அழுது கொண்டிருப்பார்களாம் பிவி மரியசலா தோசை அழுது கொண்டிருக்கும் போது அவங்களுடைய வயிற்றிலே ஹமராகத்தான் இருக்கின்ற கர்ப்பமாக இருக்கின்ற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 நீங்க ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஒன்றுக்கும் உங்களுடைய மனதிலே தான் வருத்த வேண்டாம் என்று வயிற்றுக்குள் இருக்கின்ற அந்த சிசுவாக கூடிய சொல்லுகின்றது என்னுடைய தாயம் ஏதும் மனதில் வாழ்ந்த அம்மா என்னுடைய அருமை தாய் அவர்களே நீங்கள் மனதிலே வருத்த வேண்டாம் அம்மா நீங்கள் மனதிலே கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு கண்ணீர் விட்டு அள வேண்டாம் அம்மா உங்களுடைய வயிற்றிலே நான் தனித்திருப்பது சாதாரணமான ஒரு குழந்தை அல்ல பரிசுத்தமான உங்களுடைய வயிற்றிலே அவ்வா என்னை அது மட்டுமல்ல எனக்கு நபித்துவம் என்று சொல்லக்கூடிய நபிப்பட்டையும் எனக்கு கொடுத்திருக்கின்றான் நான் ஒரு நபியாக இருக்கும் ஆகையினால் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் வருந்த வேண்டாம் உங்களுக்கு இந்த உலகத்திலே கல்யாணம் கிடையாது உங்களுக்கு நிக்காக கிடையாது என்று வயிற்றிலே ஜித்திருக்கின்ற அந்த குழந்தை தாயோடு காது கேட்கும்படியாக பேசுகின்றார்களாம் இன்னும் சரி பேசக்கூடிய அம்மா நீங்கள் கண்ணியாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து உங்களுடைய உயிர் பிரிந்ததற்கு பின்னால உங்களுக்கு கல்யாண இணைப்பும் தெரியுமா யாமத்துடைய நாளையில சொர்க்கலோகத்தில திரு கல்யாணம் என்று ஒன்று நடக்க இருக்கின்றது அவர்களுக்கும் என்னுடைய அன்பு தாயாகிய மரியம் உங்களுக்கும் மனைவி ஆகிய ஆசியாவுக்கும் இரண்டு பேருடைய சொர்க்கத்துல வச்சு திருக்கல்யாணம் நடக்கும் கற்பு பரிசுத்தமான முறையிலே உங்களை அல்லாஹ் உங்களை படைத்திருக்கின்றான் ஆகையினால உலக மக்கள் எதை சொல்லுதுனாலும் நீங்கள் அதை பற்றி ஒன்று கவலைப்பட அதற்காக நீங்கள் வருந்த வேண்டாம் பச்சிடம் குழந்தையாகிய பயத்திலே தரிபால் தரிப்பட்டிருக்கின்ற நீசான் நபி அவர்கள் இனிதாக சொல்லிடுவார் தாயார் யிற்குக்குள்ந்து பேசுகின்ற அந்த குழந்தையினுடைய இனிய மொழி கேட்டு கல்லும் சந்தோஷமானது இருந்த அவர்கள் அமருடைய காலமாக கூடியது அவர்கள் நிறைவாகத்தான் நரசம்பமாகி பிறக்கக்கூடிய ஒரு நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது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 அந்த காற்றுக்கு யார் அழைத்து செல்லுகின்றார்களே ஆனால் அவர்களுக்கு வேற யாரும் துணை கிடையாது வேற யாரும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் கிடையாது இந்த நிலையில் தானே அவர்களுக்கும் நீண்ட நாளாக குழந்தை இல்ல மக்கள் இல்லை அதன் காரணமாக நபி சக்கரியா அலி சலாத் வசலா அல்லா துவா செய்தார்கள் ஆகவே அவர்களுடைய துவா பொருட்டை கொண்டு அவர்களுக்கு நபி அலி சலாத்து வல்லாம் பிறந்தார்கள் அப்படி நபி எஹியா அலி சொலாத்து வல்லாம் அவர்களுக்கு ஒரு மக்கள் பிறந்தது அவர்களுடைய பேர் ஈசுபுல் புகார் என்பதாக சொல்லப்படுகின்றனர் அந்த ஈசுல் புகார் என்று சொல்லப்பட்டவர் பிவி மரியம் அலி சுலாத்து வல்லாம் அவர்கள் இந்த அமலுடைய தன்மையாக இருப்பதை புரிந்து அவர்கள்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 கர்ப்பிணி பெண்ணாக இருக்கின்ற மரியத்தை நாட்டுடைய எல்லையில் அவ்வா குறிப்பிட்ட ஒரு இடத்தில் தான் கொண்டு போய் மரியாத் அவர்களைத்தான் அங்கு கொண்டு போய் வைத்தார்கள் அப்படி வைக்கப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு எந்த விதமா உடைய கிடையாது அவர்களை போல உள்ள தாய்மார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு அது மட்டுமல்ல பயங்கரமாவுடைய காடு இருளான காடு எந்த விதமாவுடைய உதவியும் இல்லாதபடி பிவி மரியாத் தன்னந்தி I need your heat to the river நான் நிறைமாதியாக குழந்தை நேரத்தில் எனக்கு யாரும் துணை இல்லையே உதவி இல்லையே என்பதாக மனதிலே வருத்தம் அடைந்து வேதனமடைந்து அவர்கள் நீதான் இந்த இடத்தில் எனக்கு உதவியாக இருக்கின்ற அதிகமான தாகனா வறட்சி குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை நான் என்ன செய்வேன் எங்கு போவேன் என்பதாக கண்களில் கண்ணீர் சிந்துகின்றது உருவாக்கி வைத்து விட்டாயே சலாத்து வலாம் அவர்கள் அல்லா இடத்திலே துபா செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் எல்லாம் அல்ல அல்லா ஜல்லஷான பிவி மரியசலா துவசலாம் அவனுடைய வேதனையும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த கர்ப்ப வேதனையும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நாவரட்சியும் பசியா அல்லா ஜெல்ல ஆண்டவன் அதாவது அவர்களுக்கு அறிவிப்பு கொடுக்கின்றார் என்ன சொல்லுகின்றனால் மரியமே நீங்கள் மனதில் வருத்தப்பட வேண்டாம் சஞ்சலப்பட வேண்டாம் நீங்கள் அமர்ந்திருக்கின்ற அந்த பட்டு போன அந்த பேரித்த மரத்தை உங்களுடைய திருக்கரத்தினால பிடித்தங்களை a கனி செண்ட மரியில்லாத மன மகிழ்ச்சி ஒன்று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 அந்த இரண்டு பேர்களும் அவங்களுக்கு வளர்ந்து நின்று இன்னும் ஊழலின் பெண்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக கூடி நின்று அவர்களுக்கு பேர்காரம் பார்த்தார்கள் என்று அருமநாயகத்தினுடைய வரலாறு வருகின்றது அதுபோலவே பிவி மரியாது ஈசாவை பெறக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு உதவியாக ஊரலின் பெண்கள் எல்லாம் அணி அணியா வந்து பெண்கள் எல்லாம் அணி அணியாகத்தானே வந்து இறங்கி அவர்களை மறைவாகத்தானே அவர்களை ஆக்கிக் கொண்டு அவர்களுடைய சமீபமாக வேண்டிய சிறப்பான வகையில் தானே அவர்கள் அவர்கள் பெற்ற அந்த அருமை கண்மணியான குழந்தை அந்த பாலகர் அவர்களுக்கு ஒடிசா என்பதாகவும் பெயர் நாமத்தையும் சூட்டி வானவ பெண்கள் சென்று வீட்டார்கள் அதே மரியம் தன்னுடைய அன்பு மகளைத்தான் எத்துவிக்கும் அடியிலே வைத்து அருமை கண்மணியான மகளுடைய முகத்தை தானே பார்த்தும் அதன் மகிழ்ச்சி ஒன்று தான் நிரம்ப சிறப்பான முறையில் அவர்கள் பாதுகாத்து வருகின்றார்கள் அப்படி இருக்கக்கூடிய நாளையில்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 இதை பார்க்க அந்த ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப புதுமையானார்கள் மரியம் அழகான ஒரு ஆண்மகனை பெற்றுக் கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்று அவதூறான மனதில் தான் ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக வருத்தப்பட்டவர்களாக அந்த குழந்தையை பார்ப்பதற்காகத்தான வேண்டி நபி சக்கரியால் இஸ்லாத் அரியத்துடைய வீட்டுக்கு வருகின்றார்கள்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 அவர்களே உங்களை போன்று ஆண்டவன் எனக்கும் அந்த நபி தத்துவத்தை இருக்கும் ஆகையினால் எனக்கு ஆண்டவன் என்று சொல்லக்கூடிய வேதத்தை அவ்வாஹும் எனக்கு தரையிருக்கின்றான் ஆகையினால் நீங்கள் என்னை பற்றி நீங்கள் ஏதும் நினைக்க நானும் உங்களை போன்று ஒரு நபியாக இந்த உலகத்தில் அவ்வா என்னை படைத்திருக்கிறார் என்று அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் இப்படி உலகத்தில் பச்சிலம் குழந்தையாக இருந்து பேசக்கூடியவர்களில் மூன்று பேர்கள் அந்த மூன்று பேர்களில்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 நான் ரொம்ப ராகத்தாக சலாமத்தாக இருக்கிறேன் என்னை தூக்குங்கள் என்று நபி மூசா அலி சலாத்து குழந்தையாக இருக்கும் போது அவர்கள் இரண்டு நபி யூசுப் அலி சுலாத்து அசலாம் அவர்களும் அவர்களும் தனித்திருக்கின்ற நேரத்தில் நபி மீது பிரியம் கொண்டு முகப்பத்து கொண்டு அவர்களை துரத்தி கொண்டு வர வேண்டிய நேரத்தில் வாசல்கள் எல்லாம் திறந்து கடைசியாக வந்த போது கடைசி வாசலும் திறக்கப்படக்கூடிய நேரத்தில் என்று சொல்லக்கூடிய அரசன் மீது வேதனைப்பட்டார் அதே நேரத்தில் நம்பி யூசுப் அலி சுல்லாத்துலாம் சொன்னார்கள் அஜீஸ் அவர்களே என் நீங்கள் சந்தேகப்பட நான் பரிசுத்தமானவன் நான் எந்த விதமான செய்யவில்லை என்று நம்பி யூசுப் சொன்னாலும் சொலேஹா யூசுப் மீது படி சுமத்தினார்கள் ஆனால் இந்த உண்மை தெரிய வேண்டுமே என்பதற்காக வேண்டி நபி யூசுப் சொன்னாங்க நான் சுத்தவாழியா அல்லது சொலேஹா சுத்தவாழியா என்பதை பற்றி உண்மை தெரிய வேண்டுமே ஆனால் பிறந்த ஏழு குழந்தையை கொண்டு வாருங்கள் அது எனக்கு சாட்சி சொல்லும் என்று சொன்னாங்க அப்படி சொல்லும் இதே சொலேஹாவுடைய சிறிதகப்பனாருக்கு குழந்தை பிறந்த ஏழு ஆயிட்டா அந்த ஏழு குழந்தையை கொண்டு வந்தார்களாம் அந்த குழந்தை நபி யூசுப் அலி சுலாத்து வஸ்லாம் சாட்சி சொல்லலாம் என்ன சாட்சி சொன்னது அதாவது என்னுடைய யூசுப் நபியினுடைய சட்ட குப்பாயம் பின்னாலே கிழிந்திருந்தால் சுரேஹா குற்றவாளி யூசுப் நபியினுடைய குப்பாயம் முன்னாலே கிழிந்திருந்தால் யூசுப் குற்றவாளி என்று அந்த குழந்தை சாட்சி சொன்னதாம் இதை இதே போன்று மூன்று குழந்தைகள் சிறு குழந்தைகளாக இருக்கும் போது வாயொருந்து பேசியவர்கள் அதில் இன்று மூன்று பேர்களாக இருக்கும் ஒன்று நபிசா அலி சலாத்து வசலாம் ஒன்று முசா என்றும் ஒன்று இசுப்பு நபிக்கு சாட்சி சொன்ன குழந்தை என்றும் இப்படி மூன்று குழந்தைகள் பேசி இருக்கின்றன ஆகையினால் அருமை பெரியவர்களே தாய்மார்களே அல்லா ஜல்லஷார்த்தால ரொம்ப வலுப்பமுடையவன் தூதர்தான் அல்லாவுடைய அடியார் தான் என்பதாக அவர்கள் மெய்ப்பித்து அவருடைய இல்லத்துக்கு சென்றார்கள் அதன் பின்பு பிவி மரியம் அலை சுனாத் அருமை கண்மணியாகிய மகன் <speaking in> the reason is that the <language> eyes of my eyes are falling apart. The eyes of my eyes are falling apart. மரியம் Али சதாத்துல்லா அவர்கள் தன்னுடைய மகனை வைத்து பெரும் பிரியத்தோட முகபத்தோடு வைத்து வளர்த்துகொண்டார் அப்படி வளர்த்த வர வேண்டிய நிலையில அவர்களுக்கு தானயது 12 வயதாகின்றது. நபி இஸ்ஆவுக்கு அப்ப அவர்களை கல்வி பிடிக்க வைக்க வேண்டும் என்று மதரஸாவிலே கொண்டு போய் அதாவது ஓதிட கொடுக்கக்கூடிய உஸ்தாத் இடத்திலே கொண்டு போய் சேர்த்தார்கள். அப்படி சேர்த்த உடனே உஸ்தாதாக கூடியவர்கள் நபி வ அலிஸ்லாம் அவர்களுக்கு பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்பதாக அவங்களுடைய முதலாவது அல்லாவுடைய திருநாமத்தை ஓதி கொடுத்தார்கள் கொடுத்த உடனே அதை ஓதிய நபி ரீசா இடத்துல ஒஸ்தாத் அவர்கள் அதற்கு மானா கேட்டார்கள் பிரிவு கேட்டார்கள் பிரிவு கேட்ட உடனே பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹுடைய திருநாமத்திற்கு அதாவது அவர்கள் ரொம்ப ரொம்ப விளக்கமான முறையில் அதற்கு விளக்கம் சொன்னார்களாம் அதற்கு பயன் சொன்னார்களா பிரிவு சொன்னார்களா இதை கேட்ட அந்த உஸ்தாத் அவர்கள் உண்மையிலேயே இவர்கள் அல்லாவுடைய அருளையும் அல்லாவுடைய ஒரு ஞானத்தையும் அல்லாவுடைய ஒரு பெரிய ஒரு எளிமையும் படித்தவர்கள் என்பதாக தெரிந்து உடனே அழைத்துக் கொண்டு வந்து தாயுடைய கீழே கொடுத்து விட்டார்கள் அம்மா உன்னுடைய மகனுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியாதம்மா அண்டவன் அந்த பிள்ளையினுடைய மகனுடைய கல்வ அல்லா ரொம்ப விசாலமாக்கி வைத்திருக்கின்றான் ரொம்ப வெளிச்சமாக்கி வைத்திருக்கின்றான் அறிவுகளையும் நான் அறிய முடியாத ஒரு அறிவுகளையும் உன்னுடைய மகன் அணிந்து வைத்திருக்கின்றான் ஆகையினால அவர்களுக்கு அல்வாகுத்தான ஆண்டவன் தனி பெரும் சிறப்பை கொடுத்திருக்கிறார் என்பதாக அந்த மகனை தாயனிடத்திலே ஒப்புக் கொடுத்தார்களான் இப்படியாகத்தான் தன்னுடைய தாயார் வீடமாகத்தான் வைத்து அவர்களை வளர்த்து வர வேண்டிய நாளில் சாத்திகளையும் அம்மாக்கு விடுக்கின்றான் நபி அலித்து வலாம் அவர்களுக்கு அதாவதுடைய வயது நுபூத்துடைய பட்டம் பெறக்கூடிய வயது அவர்களுக்கு வருகின்ற நேரத்தில் அதான்பித்துவம் என்று சொல்லக்கூடிய இறக்கி வைத்து பலவிதமாவுடைய அற்புதங்களையும் மொழி சாத்திகளையும் அல்லாஹு அவர்களுக்கு கொடுத்தார் மொழி சாத்தி என்று சொன்னார் தீரான நோய்களை தீர்க்கு வைக்கக்கூடிய தன்மையை அல்லாஹர்களுக்கு கொடுத்தார் கண்ணுடையாக உள்ளி அல்லா அவர்களுக்கு கொடுத்திருந்தார் இறந்தவர்களை மீண்டும் கூடிய ஒரு தன்மையையும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார் இப்படி பலவிதமா உடைய அவர்களையும் அவர்களுடைய தாயாரையும் மிசர் நாட்டுக்குத்தான் எப்போ நபிஸ்லாத்துலாம் அவர்களுக்கு அல்லா ஜல்லிஷான கட்டளையிட்டார் நீங்கள் மிசர் நாட்டிற்கு சென்று அந்த நாட்டிலே வாழக்கூடிய ஹூதி நசராக்களை நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் என்பதாக அல்லா உத்தரவு கொடுத்ததும் அதன்படிக்கு தானே சென்று அழைக்கின்ற போது அவர்களுடைய பேச்சுக்கு மாறு செய்கின்றதும் அவர்களுடைய பேச்சுக்கு இழிவு பண்றதும் அது மட்டுமல்ல ஈசாவை பார்த்து இவர் தகப்பன் இல்லாமல் பிறந்தவர்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 நானும் அல்லாவுடைய அடிமைகளில் ஒருவனாக இருக்கும் ஆனா அதே நேரத்தில் அவர்கள் கேட்ட பல அற்புதங்களையும் மூச்சு செய்து காட்டினார்கள் ஆனாலும் இபிரிசானு இபிரிசானுக்கு ஈமான் கொண்ட அந்த நசானிகள் எல்லாம் நபி ரிசாவை ஆண்டோனுடைய தூதர் என்பதாக நபி என்பதாக அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை இந்த நிலையிலானே கொல்ல வேண்டும் என்பதாக மனதில் தானே நினைத்து ஒரு நாள் அன்று விரட்டி கொண்டு வந்து அவர்களை கொள்ள வேண்டும் என்பதாக அந்த நசராதிகளெல்லாம் விரட்டிக்கொண்டு வருகின்றார்கள் நபி அவர்கள் பயந்து ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு தப்பிப்பதற்கு எந்த வழி தெரியும் மார்க்கும் தெரியவில்லை நேரத்தில் அல்லா இடத்திலே துபா செய்தார்கள் ஆண்டவனே ரஹ்மான் பல வருஷங்களாக இந்த மக்களுக்கு நான் நல்லுபதேசத்தை செய்தோம் நான் மார்க்கத்தினுடைய ும் அவர்கள் என்னுடைய பேச்சுக்கு மார் செய்து விட்டார்கள் எனக்கு வழிபடவில்லை ஆகையினால் இறுதியாக என்னை கொள்ள வேண்டும் என்பதாக ஆகையினால் ரஹ்மான் நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் நீதான் என்னை ரட்சிக்க வேண்டும் என்பதாக I'm sorry. அவர்களைத்தான் நான்காவது வாய் லோகத்துக்கு ஆனால் அதே நேரத்தில் முன்பதாக வருத்திக் கொண்டு வந்தானே பின்பதாக ஓடி வந்த அந்த நசராணிகள் எல்லாம் அந்த வீட்டுக்குள் வந்து பார்க்கும் போது அந்த வீட்டுக்குள் இருக்கின்ற ஆனா அவங்க அதை புரியல அதை தெரிந்து கொள்ளவில்லை ஆனா இவர்கள் தான்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 ாக இருந்ததை கொண்டு அல்லா ஜல்லஷான ஆண்டவன் அவர்களை நான்காவது வாணி அல்லாஹ் உயர்த்தி கொண்டான் மீண்டும் நபி வீசா அவர்கள் இந்த உலகத்தில் வந்து இறங்கி இறுதியாக கடைசியாக நம்முடைய பெருமானார் நபி முஹம் அவர்களுடைய ஒருவராகத்தான் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து அதாவது இறுதியில் அவர்கள் மதினாவில் என்பதாக நம்முடைய வரலாறுகளிலே சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகையினால் அருமை பெரியவர்களே தோழர்களே தாய்மார்களே நபி ஒரிசா அலே சலாத்து அவர்கள் பிறந்த ஒரு வரலாறும் நபி இடையாக பி வி மரியம் அலிசலாத்துவ சலாம் அவர்களுடைய வரலாறும் இம்மற்றோடு நிறைவு பெறுகின்றது ஆகையினால நீண்ட நேரமாக உங்களுடைய சிரமங்களையும் பொருட்படுத்தாதபடி இருந்து சிறப்பான முறையிலே கேட்டிருந்த பெரியவர்களுக்கும் தோழர்களுக்கும் தாய்மார்களுக்கும் யாவர்களுக்கும் அல்லா ஜெல்லஷா நூத்தாலா நல்ல அருளையும் பொருளையும் கொடுத்து சிறப்புடையவர்களாக ஆக்கி வைக்க வேண்டும் என்று வேண்டிக் நபி ரை அவங்களுடைய வரலாற்றை நாங்கள் இம்மட்டோடு நிறைப்படுத்திக் கொண்டு இந்த சரித்திரத்தினுடைய சிறப்பை சிங்கப்பூரை சார்ந்த எஸ் ஏ மஜித் அவர்களுக்கு நாங்கள் மனம் வந்து பாடி என்பதை சொல்லி எங்களுடைய ஒரு இந்த வரலாற்று சுருக்கத்தை இம்மட்டோடு நிறைவடுத்திக் கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் அஹமத்துல்லாஹி வரகாத்து கண்டிரந்தி கண்டால் ஜம பாவம் தீபமே ராஜா மயில என்னும் எங்கள் ஞான தீபமே கண்டிரந்தி கண்டால் ஜென்ம சங்கை மிகும் அஜிமீர் வாழும் வள்ளல் வாருமே உங்கள் வருகை தந்து ஏழை மூக வாட்டம் தீருமே மை மறந்தேன் முமது தேட்டமா சிவந்த நிறமும் சிந்தை குடிரவே ஜிஸ்தி சிறப்பு தரும் கண்டு மகிழவே சிவன நிறமும் சிறப்பை குளிரவே சிறப்பு தரும் हम हुसैन के रे गाए पालेदास मुहम्मदी और हम हुसैन के रे कंदिरंदी அடி Oh, my God.